ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டர்னிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சாரீஸ் கலெஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சேரியுடைய நம்பர் டபுள் ஃபோர் ஒன் சாரியுடைய நம்பர் டபுள் ஃபோர் ஒன்னுங்க டர்னிங் ஒர்க் அப்படிங்கிறது ஒன் சைட் பார்டர் அதாவது பாட்டமில் மட்டும் ஹெவி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீங்க பியூர் சில்க் சாரி வார்பண்ட் வெ ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ண சாரீங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட் ஆகியும் சில்க் மார்க் டேக் வந்துடும் ஃபர்ஸ்ட் பார்க்கறதே சூப்பரான யூனிக் கலர் காம்பினேஷனில் இருக்குது கீழே நான் உங்களுக்கு பாட்டம்லையும் காட்டிடுறேன் எவ்வளோ தூரம் இந்த போர்ஷன் வந்து வருது அப்படிங்கிறது ஸோ இன்னர் லேயருக்கு மட்டும் உங்களுக்கு அந்த பாட்டம் இது வராதுங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி அந்த டிசைன் ஃபுல்லாகவும் வரும் புட்டாவும் வரும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி பாடி ஆஃப் சேரீ டபுள் ஷேடு ஒரு மாதிரி எல்லோ கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் பல்லுவன் பிளவு அண்ட் பாட்டம் போர்ஷன் கிரே கலருங்க சேரீ நம்பர் ஃபோர் டூ சேம் டிசைன்ல செகண்ட் சேரீ ரெண்டுமே பேஸ்டர் ஷேட்ஸ் தாங்க டிஃப்ரெண்டான கலருங்க இதுலேயுமே பல்லுவன் பிளவுஸ் அண்ட் பாட்டம் போர்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு கிரே கலர்ல வந்துடும் கோல்டு டெசர்சரியில் ஒர்க் இருக்குங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல இருக்கும் லைட் சாக்லேட் கலர்லேயும் வரும் பேஸ்டல் ஷேடுங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் ஷேட்லேயே color கலர் கன்ஃபர்மேஷனுக்கு கம்பல்சரி ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருங்க நான் உங்களுக்கு எல்லா சேரிலையுமே பாட்டம் போர்ஷன் காமிச்சிட்றேன்னு பாருங்கள் கீழே இன்னர்லேயரில் மட்டும் அந்த bottom portion வராது மற்றபடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவே வந்துருங்க சாரியுடைய price 7000 rupees, with free ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் பா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இந்தியா எந்த ரீஜியன் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம அனுப்பி வைக்கிறோங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்லாம் வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் ஃபோர் த்ரீ பாடி ஆஃப் சாரி பிகாக் ப்ளூ பல்லுவன் பிளவுஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவும் பிளாக்கும் கம்பைன் ஆன காம்பினேஷன்ல இருக்குங்க லைட் ப்ளூ அண்ட் பிளாக் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல இருக்குங்க பல்லுவன் பிளவுஸ் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு சரியில்லை புட்டங்க ஸோ உங்களுக்கு எல்லா சேரீலையுமே நான் பாட்டம் போர்ஷனும் காட்டுறேன் அண்ட் ஃபுல்லாகவே உள்ளையும் காட்டுறேங்க நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் சாரி நம்பர் ட்ரிபிள் ஃபோர் சாரி நம்பர் ட்ரிபிள் ஃபோர் பாடி ஆஃப் சேரீ நேவி ப்ளூ பழுவன் பிளவுஸ் கிரீன் கலர் இதுலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட டெஸ்ட் சரீல ஒர்க் இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் பியூர் சில்குங்கிறதுனால கட் ஆகும் ட்ரை தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த சாரீஸ்ல வரக்கூடிய எல்லா பிளவுஸுமே பிளைன் பிளவுஸுங்க அண்ட் இன்னர் லேயர் பிளைனா இருக்கும் மேக்ஸிமம் வந்து பாட்டம் போர்ஷன் உங்களுக்கு வந்துடுது கொஞ்சம் மட்டும்தான் இருக்காது ஊழ்த்து இன்னர் லேயர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அது வெளிவும் தெரியாதுங்க சாரி நம்பர் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ்ல பழுவன் பிளவுஸ் நேவி ப்ளூ கலர்லையும் அண்ட் சாரி ஃபுல்லாக சில்வர் டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குங்க பாடி ஆஃப் சேரீ pastel தாங்க அதாவது கொஞ்சம் க்ரே அண்ட் லைட் பெய்ஜ் காம்பினேஷனில் இருக்குங்க சேரீயோடைய கலர் கிரே அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் இருக்கும் பாட்டம் போர்ஷன் பாருங்கள் லாஸ்டில் எவ்வளோ வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் கிரே அப்படிங்கிறதுனால பிளாக் கம்பைன் ஆகியிருக்குங்க ஸோ சேரில சில இருங்க black த்ரெடி விசபிள் ஆகும் சேரீ நம்பர் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் சிக்ஸில் க்ரே ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குதுங்க பாடி ஆஃப் சாரி பர்பிள் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குதுங்க செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இந்த ஃபோர் ஆப்ஷன் தாங்க Cash ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணுறதுக்குமே இதே ஃபோர் ஆப்ஷன்ஸ் தாங்க அந்த $300 ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும்தாங்க ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க ஸோ கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்டே த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணால் மட்டுந்தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சேரியுடைய பிரைஸ் $7,000 தௌசண்ட் ருபீஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க ஸோ இதில் பார்க்குறீங்க பல்லுவன் ப்ளவுஸ் கிரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீ ஹாஃப் ஒயிட்லையும் இருக்குங்க ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்டு சரியில் ஒர்க் இருக்குங்க ஒர்க்கு இருக்கணும் ஆனால் கொஞ்சம் மைல்டாக தான் தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரீ ரொம்பவுமே சூட் ஆகுங்க நெக்ஸ்ட் சேரீ டபுள் ஃபோர் இதுமே வந்து பேஸ்டல் ஷேட்ஸ்க்கு அம்போதாங்க அதாவது பல்லுவும் சரி பாடி ஆஃப் ஸாரியும் சரி பேஸ்டல் ஷேட்ஸில் தான் இருக்குது ரெண்டுமே வந்து கிரீனுக்கு அம்போதாங்க பல்லுவன் பிளவுஸ் அழகை கிரீன்லேயே லைட் கலரில் இருக்கும் பேஸ்டல் ஷேடில் வரும் பாடி ஆஃப் சேரீமே க்ரீன் தான் டபுள் டோனில் வருங்க டூயல் டோனில் வரும் நான் பாட்டம் போர்ஷனும் காமிச்சிட்றேன் ஸோ இந்த போர்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா இன்னர் லேயரையும் தாண்டி இன்ன கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க தள்ளி வந்து தான் அந்த பாட்டம் போர்ஷன் வந்து டிசைன் இருக்குது இதுலையும் ஃபுல்லாக கோல்ட் சாரி சில்வர் டெஸ்ட் சரீல ஒர்க் இருக்குது சேரீ நம்பர் டபுள் ஃபோர் நைன் ஸோ ஒரு சில ஸேரீயில் சில்வர் ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு சில ஸேரீயில் இருக்குங்க ஒரு சில ஸாரியில் ரெண்டுமே இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ஈவன் காப்பர் கூட இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து ஹைபிஸ்கஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடியது பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்ட் காப்பர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரீல இருக்கும் பாட்டம் போர்ஷனில் வரக்கூடிய உங்களுக்கு அந்த செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் பார்த்துட்டிங்கன்னா கோல்டு சில்வர் காப்பர் எல்லாமே கலந்துருக்குங்க பாடி ஆஃப் சாரி இங்கு ப்ளூலேயும் பல்லுவன் பிளவுஸ் மெரூன் கலர்லையும் இருக்குங்க சாரி நம்பர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ பாடி ஆஃப் சாரீ பீக்அக் ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் மெருன் கலர் சில்வர் அண்டு காப்பர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்டு பாட்டம் போர்ஷன் எல்லாமே இருக்குதுங்க டான்ஸிங் மேங்கோன்னு கூட இதை நம்ம சொல்லுவோம் ஏன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய மேங்கோ டிசைன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் அன்னியவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பிளாக் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ சேரீல சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்கும் இவன் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய ஹூக்ஸ் மார்க்ஸுமே கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாகுங்க ஸாரீ நம்பர் ஃபோர் ஃபைவ் ஒன் நம்பர் ஃபோர் இதுவும் டான்ஸிங் மேங்கோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஸாரீ தாங்க பழுவன் பிளவுஸ் வயலட் கலர்லேயும் பாடி ஆஃப் ஸாரீ டார்க் கிரே கலரில் இருக்குது சில்வர் அண்ட் Copper ரெண்டு டெஸ்ட் சேரீல புட்டாஸ் and பாட்டம் ஒர்க் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பியூர் சில்க் சாரிங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு சேரீ பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது உங்களுக்கு செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்குங்க சேரீ நம்பர் ஃபோர் ஃபைவ் டூ இந்த சேரீஸை நீங்கள் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ண முடியுங்க யூடியூப்ல பார்க்கற எந்த ஒரு வீடியோவில் வரக்கூடிய சாரீஸ் ஆகட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய எந்த ஒரு ஃபோட்டோஸ் ஆகட்டும் இமேஜஸ் ஆகட்டும் அது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் ஸோ இதில் பார்க்கக்கூடிய சாரீஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் கிடைக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுமே நல்ல ஒரு சூப்பரான யூனிக் கலர் காம்பினேஷன் பல்லுவன் பிளவுஸ் அல்கே க்ரீனில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரீ கிரீன் டபுள் ஷேட்ல வருது இதில் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் ஜரில ஒர்க் இருக்குங்க சாரி நம்பர் 453 ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்ட் ஜெரீ பாடி ஆஃப் சாரி டார்க் கிரீன்லையும் பல்லுவன் பிளவுஸ் மெரூன் கலர்லையும் இருக்குங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேறு ஸேரீ வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு சாரியுமே நம்ம லேயர் பை லேயராக செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோம் ஸோ ஹண்ட்ரட் எந்த ஒரு சேரீயுமே டேமேஜோட உங்களுக்கு வரவே வராதுங்க சாரீ நம்பர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோரும் ஃபுல் சில்வர் பாடி ஆஃப் blue பிகாக் ப்ளூலேயும் பலுவன் ப்ளவுஸ் மெரூன் கலர்லையும் இருக்குங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது பியூர் சில்க் த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணதினால இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாலிஸ்டர் மாதிரி பல பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்குங்க இது ஹேண்ட்லூம் எடுங்கிறதுனால கண்டிப்பா சாரீஸ்ல வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கும் அதாவது சில இடங்கள்ல சே அந்த த்ரெட் திக்னஸ் அதிகமா இருந்ததுன்னா அதோடைய கலர் தெரியறதாகட்டும் டாப் அண்ட் பாட்டம்ல வரக்கூடிய ஹூக்ஸ் மார்க்ஸ் அண்ட் டாப் அண்ட் பாட்டம்ல வரக்கூடிய அந்த புட்டால சின்னதா விலகி இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தறில ரெண்டு பக்கமும் வந்து ஹூக்ஸ் போட்டு நல்லா டைட்டா பண்றதுனால அந்த மாதிரி வர்றது சகஜந்தாங்க இப்போ நீங்க பாக்குறது பாடி ஆஃப் சாரி மெரூன்லையும் பழுவன் பிளவுஸ் நேவி ப்ளூலையும் இருக்கு gold and silver, and and silver, இருக்குங்க, bottom work 456 இந்த 456ல, ink blue color, color. body of dark grey கோல்டு சில் இருக்குலர் பாடி டார்க் கிரே கலர் இதுல பார்த்துட்டீங்கன்னா புட்டால மீனா ஒர்க்கு என்ன பண்ணிருக்கோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆப் சரி வேணாலும் நீங்கலாங்க எந்த லிமிடேஷன் கிடையாது எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது இதே கேஷ் ஆன் டெலிவரி போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு அதையும் முன்னாடியே பே பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு சாரீ தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ புக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண சாரீ பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியை வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ண முடியுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய நம்பர் ஃபோர் ஃபைவ் செவன் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டீங்கன்னா மஸ்ட் எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வயலட் கலர் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரீலையுமே புட்டாஸ் அண்ட் பாட்டம் ஒர்க் இருக்குங்க ஈவன் பல்லுலையுமே அதே மாதிரி தான் சாரி நம்பர் பிளவுஸ் கிரீன் கலர் இந்த கிரீனுமே பார்த்துட்டீங்கன்னா டபுள் ஷேடு தான் வருங்க அதாவது லைட் கிரீன் டார்க் கிரீன் ரெண்டு கம்பைன் ஆகும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கிரீனா இருக்கு யூஸ்வலா இல்லாத மாதிரி பாடி ஆஃப் சாரினா மஸ்ட் எல்லோல இருக்குங்க ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் ஜரில புட்டாஸ் இருக்குங்க அண்ட் பாட்டம் ஒர்க் பல்லு எல்லாமே சில்வர் டெஸ்ட் சரி தான் இந்த சைஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மெசேஜுக்கு வெயிட் பண்ணுங்கள் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாகி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் சர்டிஃபிகேஷனோட தான் கிடைக்கும் வித் ஹாலோ மார்க்கோட நம்ம ப்ளவுஸ் பாட்டில் அட்டாச் பண்ணி கொடுப்போங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்